ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கு எங்கே போகிறோம் அண்டா சாவச்சேரியிலேருந்து கேகேஸ் போக போகிறோம் கேகேஸ் போகிற வரைக்கும் நான் சாவச்சேரியில் உள்ள புயிற இனத்துக்கு வந்துள்ளேன் இப்போ அங்கே போய்க்கொண்டிருக்கின்றேன் இதுதான் அது ஏறுறதுக்கான பாதை போய்கொண்டிருக்கேன் மேலே மேலே போய் டிக்கெட் எடுக்கணும் இதுதான் டிக்கெட் கவுண்டர் இப்போ நான் டிக்கெட் எடுக்க போகிறேன் கேக்கேஸ்க்கு தான் கேக்கேஸ் காசு கொடுத்துட்டேங்க டிக்கெட் வாங்குறாருக்கு ஆனால் டிக்கெட் வாங்க டி ட் எவ்வளோட நூறுரூவா இதுதான் சாவச்சேரி புகிறது நிலையம் பத்து மணிக்கு ஒரு ரயின்படும் அதுக்காக தான் பார்த்து கொண்டிருக்கேங்க ரயில் வந்துட்டு நாங்கள் வரப்போகிறோம் இதுதான் ரயில் நான் போக போகிறோம் ஜாழ்ராணி வெயில் வச்சுலேருந்து ஜாழ்பாணம் ஓடி கொண்டு இருக்கு ஓகே ஃபோன் சுள்ளுகம் கேப்டு சொல்லுக்க வந்துட்டான் இதுதான் சீட்டு நல்ல சீட்டு இது புதுசாக தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட இந்தியாவிலேருந்து பாருங்க ஓரளவான மக்கள் உள்ளனர் இப்போ நேராக போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது இதில் நிலை செலவு கூட மட்டும் ரெண்டு வட்டம் இப்போ நேராக போனால் தேர்ட் கிளாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நேராக போவோம் அதோட ஃபட்டியே முடியுது வெளிலே மறு மலை செலவு அங்கப்புறம் திருப்பிப்போம் சாவச்சேரியிலேருந்து ரயில் வழிகோப்புக்கு வந்துருக்கேன் சாவச்சேரி எடுத்து தச்சந்தோப்புலாம் நடந்த ஸ்டேஷன் இருக்குது ஆக்கேற்ற விவரம் வரையணும் இப்ப தச்சந்தோப்பு வந்து வழிக்கிட்டு தச்சந்தோப்பு புகர நிலையத்தின் அமைப்பு இதுதான் நாககுழில இருக்கிற பிகாரி ஒன்று இதுக்கு தாண்டொன்ன ரயில்வே ஸ்டேஷன் பெறுது இதுதான் நாககுழி ஸ்டேஷன் இப்போ நாகக்கூழியை தாண்டி இப்போ அடுத்த ஸ்டேஷன் போய் கொண்டிருக்கோம் தச்சந்தோப்பு தச்சந்தோப்பு கடுத்தது நாகக்கூடி நாகக்கூழி கடுத்தது இப்போ வாரம் ஸ்டேஷன் அடுத்த ஸ்டேஷன் வந்துட்டு வந்து புங்கங்குளம் ஸ்டேஷன் இதுதான் பொங்கங்குளம் ஸ்டேஷன் நிற்பாடுறீங்க ஃபிரெயிட் ரயில் நிற்கிது இப்போ இதுதான் ரயிலில் உள்ள தோட்டம் எல்லா இடம் ஃபேன் போட்டிருக்கு சுற்றி நல்லா இருக்குது முதலேருந்து இப்படி இல்லை இப்போ இப்படி இருக்குது இப்போ யாழ்ப்பாணத்து வந்துட்டாங்க இதுதான் யாழ்ப்பாண ஸ்டேஷன் யூஸ்னால கிணக்கசனம் மக்கள் தங்கு வேலை பார்க்கின்றே எல்லாரும் வேலை முடிச்சு இல்லாது ஹாஃப் டே வேலை போறாக்கள் இப்போ யாழ்ராணி ரெயினுக்கு பூசா வந்தோடியா யாழ்ராணி ஓட்டுப்பாடு ரெயினுட பேர் இதுதான் யாழ்ப்பாணம் ஸ்டேஷன் சரியாக சாவச்சியிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு முப்பத்தஞ்சு நிமிடம் எடுத்துருக்கு நாங்கள் பத்து மணிக்கு விளக்கிடுனேன் முப்பது பத்து இது கேகிஎஸ் நோக்கி ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் அடுத்த ஸ்டேஷன் என்னன்னா கோகுவில் இதுதான் கோகுவில் ஸ்டேஷன் மக்கள் ஒரு ஒரே மரங்கு அணிக்கலாம் கொக்கோவில் வலிக்கிட்டுது ரயில் அடுத்த ஸ்டேஷனை நோக்கி போய்க்கொண்டிருக்கட்டும் அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டான் என்ன ஸ்டேஷன்ன்னா கோண்டாவில் இதுதான் கோண்டா ஸ்டேஷன் எல்லா ஸ்டேஷன்லையும் நின்று நின்று தான் எடுக்கும் இப்போ அந்த கோண்டாவிலேருந்து ட்ரெயின் தாண்டினோட மழை பெய்யுது போண்டாவுக்காங்கால சமம் மழை பெய்யிருக்கு இப்ப கே கே சென்னும் ஆயோ ஹோண்டாவில மழை பெய்ஞ்சோண்டிருக்கு இப்ப இதுதான் இனிமேல் ஸ்டேஷன் இனிமேலுக்கு முன்னுக்கு கோண்டாவில் சிம மழை பெஞ்சு ஆனால் இனிவில் இல்லை மழை ஆனால் மழை மூட்டமாக இருக்கு மழை வாழ்றதுக்கான காணப்படுது இப்போ இனிவில் ஸ்டேஷனை தாண்டி வழிகிட்டம் கிளிநொச்சியிலேருந்து யார் கேகேஎஸ்க்கு டென்ட் திறன் ட்ரெயின் வருது அதே மாதிரி கே கேகேஎஸ்லேருந்து கிளிநொச்சிக்கு டெண்டுமுறை ரெயின்போ ஒரு நாளைக்கு நான் அந்த அதில் பத்து மணி ரெயிலாம் வந்துருக்குறேன் கே கேஸ் நோக்கி போய் கொண்டிருக்கேன் இருக்க ஒரு மூன்று பேர் இருக்கலாம் இப்படி இப்படி எதிரே இருக்க அங்கால பக்கம் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய மா எதிர எதிரே இதில் எதிரே எதிரே மூன்று பேர் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது மேலே பிடிச்சுங்க அப்படிச்சு கொண்டு நிற்க நிற்கிறாக்க பிடிச்சிக்கொண்டு நிற்கக்கூடிய மாதிரி மேலே ஒவ்வொரு ஒரு பேன் போட்டிருக்கு சுற்றி ரெண்டு பேரும் டைம் இப்போ சுண்ணா ஸ்டேஜெல்லாம் நிப்படிச்சிருக்கு சொன்னா ஸ்டேஜ் இப்போ சொன்னா சேர்ந்து பழக்கிட்டேன் சுனா சேர்ந்து வைக்கிட்டு காங்கே சுந்தரையை நோக்கி போய் கொண்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவர் மாயா காங்கே சுந்தரைக்கு வந்துவிட்டேன் என் காங்கேசுந்தர ரயில்வே ஸ்டேஷன் ரெயில் அப்படியே நிற்கிது இதான் ரெயில் நான் வந்த ரெயில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களோட விட்டு கொள்ளு நான் உங்களோட பெண் தென்சேன்